வாங்க இந்த கூடு வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நைஃப் வச்சு இதையும் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஃபோர்ஸ் அனுப்பினா ஜஸ்ட்டு கட்டை வரல இங்கே வச்சுக்கிட்டு நைஃப் எப்படி பிடிச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க யார் இதை ட்ரை பண்ணிவிட்டாங்க கை அறுத்துடும் வீட்டில் பெரிய வந்தீங்கன்னா கட் பண்ணி கொடுங்க இது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஆல்ரெடி வந்து மேலே கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஸோ நாலு ஸ்லைஸ் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ண விட்டுட்டு எப்படி ஸ்ட்லைஸ் எப்படி செய்யுங்க அதுவே ஓப்பன் ஆகிடும் இப்போ கட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த மாதுளம் பழவோட இது ஃபுல்லாக வந்து பழத்தை ஃபுல்லாக வெளியே கொட்டுறதுன்னு பார்க்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெட் கலர் அதாவது சிவப்பு கலர் இருக்க முத்துமே நல்ல முத்து சாப்பிட்லாம் சுவையாக இருக்கும் சின்ன எக்ஸாம் காட்டுறேன் இது வந்து ரெட் கலர் இல்லை ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கெட்டு போனோம்னு சொல்லலாம் உடம்புக்கு நல்லது இல்லை ஸோ அதனால் இது வந்து நீங்கள் எடுக்கூடாது அப்பா எல்லாம் முத்தையுமே எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி எல்லாம் முத்துமே எடுத்துகிட்டோம் எதுவுமே வேஸ்ட் ஆகலை என் கையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு வந்து தண்ணி இது பள்ளம் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் கே கிடக்குது ஸோ முத்து ஃபுல்லாக இங்கே இருக்குது எல்லாமே எடுத்தாச்சு ஈஸியாக எடுத்தாச்சு எந்த கஷ்டமும் இல்லை